ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபுட் மசாலா இன்றைக்கி சாஃப்டான டேஸ்டான குலாப் ஜாமன் எப்படி செய்கிறதுன்னு முதல்ல பார்ப்போம் அதுக்கு முதல்ல சர்க்கரை பாகு காய்ச்சிக்கொள்ளணும் முதல்ல பேன் ஒன்று வச்சுக்குவோம் அதுக்கு ஒரு கப் சுகர் ஒன்னைக்காய் வாட்டரில் போட்டு கம்மிப்படுறதுக்கு பாகு காய்ச்சிக்கிடுவோம் அதோட மூணு காடைமான் எடுத்துருக்கேன் ஏலக்காய் போட்டு தட்டி அதையும் சேர்த்துக்குவோம் குங்குமப்பு கொஞ்சமும் சேர்த்துக்குருவோம் விருப்பப்பட்டால் நீங்கள் லைன் ஜூஸ் கொஞ்சம் போட்டுக்கிறோங்க ஏதாவது பாகு வந்து கட்டிப்படாமல் இருக்கிறதுக்கு தான் என்னால் அதை சேர்க்கும்போது மறந்துட்டேன் நாங்கள் குலாப் ஜாமுன் எப்படி சேர்த்துன்னு பார்ப்போம் அதாவது பால் பவுடர் ஒரு கப் எடுத்துக்கிறோங்க அதுக்கு அப்புறம் ரவா வந்து மூணு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் மாவு கோதுமைவு அதுக்கு அப்புறம் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க அப்புறம் ஒரு டேபிள் மெல்ட் பண்ண பேட்டர் சேர்த்துக்கிறோங்க அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நாங்கள் இதுக்கு நாங்கள் சாஃப்டான ரோ அதில் நீங்கள் ஆறில் இருந்து எட்டு டேபிள் ஸ்பூன் மில்க் சேர்த்துக்கலாம் சேர்த்து திரும்பவும் நல்லா சாஃப்டாக விசைஞ்சிக்கணுங்க நான் கொஞ்சம் ஒரு காட் பிஞ்ச் சால்ட்டும் சேர்த்துக்கிட்டேன் பிற்பப்பட்டால் நீங்களும் சேர்த்துக்கலாம் அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் பாலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு டோவாக பிசைஞ்சிக்கணுங்க மிச்சம் ப்ரெஷர் கொடுத்து அமைக்காமல் சாஃப்டாக பிசைஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் தேவையான சைஸில் பால் பிடிச்சிக்கோங்க அந்த பவுலும் நல்லா க்ரக்காகாமல் நல்லா இருக்கணும் பிறகு நீங்கள் வந்து இதை பொறிச்சிக்கணுங்க பொறிக்கும் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி பொறிச்சிக்கணுங்க அது கோல்டன் கலர் வர்ற மாதிரி பறிச்சிக்கணுங்க நீங்கள் வந்து மிதமான தீயில்தான் பொரிச்சிக்கிறணும் ஹை ஹீட்டில் வச்சிங்கன்னா இது கருப்பாகிடும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு எல்லா பக்கமும் ஒரே நேரம் வர மாதிரி பறிச்சு எடுத்துக்கிறோங்க இந்த பாருங்கள் இப்படி இருக்கணும் பிறகு இந்த பாகில் போட்டு எல்லாத்தையும் புரட்டி விட்டு ஊற விடுங்க ஒரு 1 ஹவர் ஊற வச்சா போதும் இந்த நல்ல சாஃப்ட் ஆகிடும் நல்ல பாகு ஊறின பிறகு எடுத்து சாப்பிடலாம் டேஸ்டான சாஃப்டான குலாப் ஜாமுன் கிடைக்கும் உங்களுக்கு இது விருப்பப்பட்டாங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ